நான் திடீர்னு அமைதியாகிடுவேன் ரொம்ப எலோனாக ஃபீல் பண்ணுவேன் எதுவுமே யார்கிட்டையும் பேச மாட்டேன் என் மைண்டில் எப்போவும் மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கும் காதில் ஹெட் பண்ண போட்டுட்டு அமைதியாக எங்கேயாவது உரமும் உட்காந்துருவேன் எனக்கு அந்த லோன்லினஸ்னால் ரொம்ப பிடிக்கும்